ஹாய் காய்ஸ் நாளைக்கு வந்து ஜூன் இருபத்தி ரெண்டு ஸோ தளபதி சரோட பர்த்டே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சார் ஒரு தளபதி சிக்ஸ் டூ சிக்ஸில் இருந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு கிடைச்சிருக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு போடுற நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அந்த வீடியோ இது பக்கம் என்ன பண்றது